மேல அளவு கடந்த நம்பிக்கை அருளாக மாறும் என்ன வேலைன்னு கருணைன்றதான் சாவி திறந்துட்டு உணவு ஒருத்தன் உயிரவே கொடுக்கறதுக்கு சம்பமா கண்ணை மூடிட்டு கனவு கண்டுட்டு இருக்கேன் கண்ணை திறந்துட்டு கனவு கண்டுட்டு இருக்கீங்க ரெண்டும் ஒன்று தான் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது அப்படி இருக்கணும் பக்தி சரணாவிதி நிலை உச்சத்தில் இருக்கணும் மிகப்பெரிய ஆசைலாம் உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுப்போம் மிகப்பெரிய ஆசைனா என்னோட சினிமாவில் பெரிய ஹீரோவாக நடிக்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு போகிறது சின்ன சின்ன ஆசைன்றது என்ன எனக்கு யாராவது ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணுன்றது சின்ன ஆசை நாளைக்கு நான் பிரதமர் என்ன சின்ன ஆசையாது அந்த நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னாவே ஆன்மா உங்களை வாழ்த்தி விட்டது அர்த்தம் உங்கள் ஆன்மாவை சுற்றி ஆன்மகர்மாக்கள் நிறையா இருக்கு உடல் கருமா ஆன்மகர்மா ரெண்டு இருக்குது ராமான்னு அவன் போயிருக்கான் ஒரு கோடி முறை ஸ்டார்ட் பண்ணலான் போய் உட்கார்ந்து ராமா ராமா ராமா ராமா ராம ராம இந்த இப்படி கூப்பிட்டுல ஐம்பது அறுபது டைம் கூடும் போது யாரையும் கூடி விண்ட்டர் அவரு என்னடா அவன் இந்த இப்படி கூப்பிட்டு இருக்கிறாரு அப்ப என்ன ஒரு கோடி முறை கூப்பிட வேண்டும்ன்றது நோக்கம் கிடையாது அவங்களுக்கு நீ எவ்வளவு வேகமா எவ்வளவு வலிமையா கூப்பிடுறீங்க எத்தனை டைம் கூப்பிடும்போது ஆத்மார்த்தமா கூப்பிட்டீங்க அவன் பாருங்க ராமா உன்னை பார்த்தே அவனுன்ற வெறியில வருது அந்த ராமா ராமா ராமா வார்த்தது இருப்பதான நன்றி நன்றி நான் தேனி மாவட்டத்தில் வந்து வரேன் நான் ஒரு அரசு பள்ளியின் ஆசிரியராக பணிபுரிகின்றேன் இந்த பயிற்சி மிக சிறப்பாக இருந்தது அது மட்டும் இல்ல ஆன்மீக சொற்பொழி ரொம்ப அந்த சுத்த தமிழ் சுத்த தமிழில் ரொம்ப ஒரு இதை புரியாத இதில் பேசுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் ஐயா தற்கால தற்காலங்களுக்கு தற்கால நபர்களுக்கும் அந்த முன்னாடியில் நபர்களுக்கும் இனிமேல நான் பண்ணுறேன் எல்லாம் இரவன் பேர் கொடுத்தோம் எப்படி ஒரு மேக்னட் அட்ராக்ட் பண்ணுதோ அது மாதிரி பண்றதுக்கு அப்படி ஒரு குவாலிட்டி பியூட்டிஃபுல் குவாலிட்டி வேணும் அது வந்து என்ன சொல்றது நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இந்த வேர்ல்ட்ல இருக்கு அப்படிங்கறத புரிய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வாடிய வாடி நின்று சொன்னார் இல்லைங்களா வல்லலார் வீரல இருக்கும் ஏதாவது செய்யணும்ன்ற ஆசை இன்னைக்கு வந்து அந்த அனுபவத்தை உணரக்கூடிய வாய்ப்பு கொடுத்த குருநாதர் ஐயாவுக்கு நனது ஓடி நன்றி நன்றி குருவே சரணம் பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிடியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பு அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கிருக்கின்றீர்கள் அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம் பல உயிர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம் பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் அது ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருந்துருக்கோம் ஃபுட்பால்ல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 இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும் விட்டு போறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம் நன்றி வணக்கம்